கண்ணு கொருவ கிழிகாது கொருகான குயினெஞ்சு கொருவஞ்சி கொடி நீதானம்மா கண்ணு கொருவண்ண கிழி காது குறுகான குயினெஞ்சு கொருவஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவளும் தங்காச்சி விழே பொங்கி பெருகும் Sangat Thamilhe Muttam Tharanitham Perum Natchat Thirum Yaar Odu Engu Enak Enna Pejshu Nidhaarai Kandnei Naaan Vangu Moojshu Valdhaaga Vejshu Rasa tivunna kaanadu nindju kathadi pola Rasa tivunna kaanadu nindju kathadi pola Pudu thagi puchu pela kheethi akshu unvani காணாத காத்த